Hi, எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அஸ்திரி பார்ட்ல இருக்கக்கூடிய சஃசில் சாரீஸ்ங்க அதாவது கான்ட்ரஸ்ட் பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சாரியுடைய நம்பர் எயிட் த்ரீ ஃபோர் நம்பர் எயிட் த்ரீ ஃபோருங்க விட பாட்டமில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கும் பாடி ஆஃப் சாரி பர்பிள் கலர்லேயும் பல்லு அண்ட் பிளவுஸ் டார்க் கிரீன்லேயும் இருக்குங்க டாப்ல டூ இன்ச்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வரும் அண்ட் கீழே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் எயிட் இன்சஸ்க்கு வந்துடும் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டு டெஸ்ட் சேரீலையும் ஆல்டர்னேட்டிவா வருதுங்க இப்ப நீங்க பார்த்துட்டு பியூர் சில்க் சாரீ வார்ப்பு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரைடு வச்சு கைத்தறியில் நெசவு பண்ண சாரீஸ்ங்க ஒவ்வொரு சாரி கூட கட் ஆகியும் சில்க் மார்க் டேக் வந்துடும் சேரி நம்பர் yes. 835 த்ரீ ஃபைவ் சாரி நம்பர் எயிட் த்ரீ ஃபைவ் பல்லன் பிளவுஸ் கிரீன் கலர் டார்க் கிரீன் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டீங்கன்னா பெய்ஜ் அண்ட் கிரே இந்த ரெண்டு மிக்சிங்கில் இருக்கும் பெய்ஜ் அண்ட் கிரே மிக்ஸிங்கில் இருக்கும் black color thread கண்டிப்பாக சேரீல விசிபிள் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே பியூர் Silk சாரீஸ் ஒவ்வொரு சேரீயுமே வந்து கண்டிப்பா Dry Wash மட்டும்தான் பண்ணணும் Normal Hand Wash பண்ணக்கூடாதுங்க சேரீடைய ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் Free ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் சாரீ நம்பர் 836 த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ சிக்ஸில் பாடி ஆஃப் பழுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ இந்த சேரீல உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்லையும் என்ன வந்துடும்னா காண்ட்ராஸ்ட் பாட்ரு ஒரே மாதிரி வந்துடும் கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சாரில பொட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த சாரிலேயுமே பிளாக் கலர் காம்பினேஷனுங்கிறதுனால சேரியில் சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக விசிபிள் ஆகுங்க 6,000 தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் FREE இந்தியா ஃப்ரீ இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த நாலு ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்க எந்தவித லிமிடேஷன்ஸும் கிடையாது எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எயிட் த்ரீ செவன் பாடி ஆஃப் சேரீ மெருன் கலர்லேயும் பல்லுவான் ப்ளவுஸ் அண்ட் பாட்டம் போர்ஷன் கிரே கலரில் இருக்குதுங்க ஸோ இந்த சேரீல டாப்பில் 1 இன்ச்சும் கீழே பாட்டமில் உங்களுக்கு நியர்லி டென் இன்ச்சஸ்க்கும் பார்டர் இருக்கும் க்ரே கலர் கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டு சரியில் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்குது ஸாரீ நம்பர் எயிட் த்ரீ எயிட் எயிட் த்ரீ எயிட்டில் பல்லுவன் ப்ளவுஸ் மெரூன் கலர்லேயும் பாடி சாரி நேவி ப்ளூல இருக்குங்க இந்த சாரியில டாப்ல எந்த ஒரு பார்டருமே வராது பாட்டம்ல மட்டும்தான் உங்களுக்கு contrast பார்டர் வரும் கோல்டு சேரீல புட்டாஸ் ஒர்க் இருக்கு அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க body of sari color color color pallu and and black. Body gold and and blouse black black silver tested alternative thread top bottom same height உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் border top and bottom வந்திரும். சாரி நம்பர் 840. 840 பல்லு and blouse maroon. body of sari ink blue. top la 4 inch க்கு இருக்குங்க. bottom la உங்களுக்கு 10 inches க்கு இருக்கும். border silver and copper. இந்த ரெண்டு டெஸ்டட் சரீல போட்டாஸ் இருக்குங்க. Cash and delivery option இருக்குது Cash and delivery நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஒரு சாரீ தான் அட்டை டைமில் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரீ புக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரி நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் அண்டு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டரை பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க சாரீ நம்பர் எயிட் பழுவன் பிளவுஸ் பர்பிள் பாடி ஆஃப் இங்கு ப்ளூ இந்த உங்களுக்கு உங்களுக்கு border, bottom, border so, 8 inches, border இருக்கும், நம்பர் 842, இந்த green, இந்த சாரிலுமே பாட்டபில் மட்டும் ஒவ்வொரு சாரி கூட கட்டாயம் மார்க் டேக் வந்துடும் சாரி நம்பர் எயிட் 843 பாடி ஆஃப் சாரி பிளாக் பல்லூன் பிளவுஸ் கிரே ப்ளவுஸ் வந்து எல்லா சேரிலுமே பிளைனுங்க கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டு சரீல புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டே இருக்குங்க இதுலயும் கிரே அப்படிங்கறதுனால கண்டிப்பா பிளாக் கலர் ரெட் விசிபிள் ஆயிருக்குங்கே இருக்கும் மிக்ஸிங்ல இருக்கும் டாப் அண்ட் பாட்டம்ல வரக்கூடிய டாப்ல உங்களுக்கு வந்து nearly 5 inch border இருக்கும் and பாட்டம் லைன் பாத்துட்டீங்கன்னா nearly 8 inch border இருக்குங்க gold and silver ரெண்டு டெஸ்டட் जरीல புட்டா ஜுரம் saree number 845 இந்த 845 பல்லு and blouse purple body of saree green full ave gold tested जरीல புட்டா and பல்லு work இருக்கும் இந்த sareeல டாப்ல கான்ட்ராஸ்ட் பாட்டர் வராதுங்க பாட்டமில் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணாலுமே சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸாக நீங்கள் புக் பண்ண முடியுங்க இந்த சாரியோடைய பிக்சரோ அல்லது யூடியூப் வீடியோ வச்சு நீங்கள் நேர்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா 100% இந்த சாரீஸ் வந்து கிடைக்காது நீங்க வாட்ஸ்அப் மூலமா மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியும் சாரி நம்பர் purple, pallu and blouse green, dark green, பல்லுவன் பிளவுஸ் கிரீன் டார்க் கிரீன் இதுலையுமே ஃபுல்லாகவே கோல்டு இருக்குங்க ஒவ்வொரு சாரி கூடையும் கட்டாயம் Silk Mark Tag வந்துருங்க பிகாஸ் இது எல்லாமே பியூர் சில்க் சாரி சாரி நம்பர் எயிட் ஃபோர் செவன் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் மெருன்லையும் பாடி ஆஃப் சாரி காஃபி ப்ரௌன் கலர்லயும் இருக்குங்க டாப்பில் ஒரு செவன் இன்ச் பார்டரும் பாட்டமில் உங்களுக்கு மோர் தென் டென் இன்ச் பார்டரும் சில்வர் டெஸ்ட் சரீல ஃபுட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு சேரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாமே பியூர் சில்க் சாரி த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க ஒவ்வொரு சாரியும் இந்த Silk Mark Certification மார்க் சர்டிஃபிகேஷனோட வித் ஹாலோக் மார்க்கோட நம்ம ப்ளவுஸ் பாட்டில் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக Thank you. Thank you for watching.